don let's just break up please please don't call me again please I'm sorry Please pick up shad calling from a b b bank we have some exciting offers on credit cards sir sorry interest illenga sir sir we also provide bank loans ungalku time irundha solunga na explain panren personal loan la interest illenga sir is yo I already na orthu ututtu poi taaya nee vera enna noi noi nu solli tension padatha phone vaye enna sir break up poduma mukka vasi ponnungalo apdidan sir yo thappu openanna sonnena ya தப்புல நான் அதைய பண்ணேன் தப்பு நடந்துச்சா பண்ணண்டாவாங்க யூ லூஸ் உன் சிந்திரன் ஃபுல்லா எப்பவும் அட்லீஸ்ட் தான் இருக்குமா சார் சார் கட் பண்ணாதீங்க ஈ டார்ச்சர் பண்றாரு எடிமேல் ஃபோன் பண்றாரு இது ஒண்ணு வேண்டாம் போதுமா கே மேரேஜ் தான் கேன்சல் ஆயிட போகுது அது வந்து எங்ககிட்ட டார்கெட் இருக்கு சார் டார்கெட் மீட் பண்ணலனா வேளை போய்டும் வேளை போனா மேரேஜ் கேன்சல் ஆயிடும் சரி انا லோன் எடுக்கறேன் உங்க மந்தரி சார் சொல்லுங்கடா What? <laughs> ஹலோ ஹாய் சந்தோஷ் ஹலோ என்ன வந்து ஏய் ஒண்ணுமில்ல சொல்ல எதுக்கு கால் பண்ண நான் വിളിച്ചதா என்ன சொல்ல நம்ம ஷார்ட் フィルムல அதனக்கு சான் நான் வாங்கணும் அப்ப நீ என்ன கூட வரணும் சின்ன வாரங்க கண்டிப்பா ஏய் வர்றேன் சோ அந்த ஷார்ட் フィルムல ஒரு லவ் ஃபெயிலியர் ரோல் இருக்கே அது நான் பண்றேன் ப்ளீஸ் அவனை கணோ அவனை இயக்க வந்தே நான் அபினத்து